ார்கள்ரு முசா ர இருபத்தேழு வயது நிறைந்த ஒரு வாலிப சஹாபி மதினாவிற்கு முதல் முதலாக அவர்களை தான் நபிசு அல்லா அனுப்புகின்றார்கள் அனுப்பி ஏகத்துவ பிரச்சாரத்தை நீங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து வையுங்கள் அல்லாஹான் என்பதை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் மக்களை இஸ்லாத்தின் மக்கள் நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று சாதி குரு முஸ்லாகுர்தி அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் சாதி குரு முஸ்லாகு அல்லாஹி அவர்கள் மதினாவிற்கு செல்கின்றார்கள் பல்வேறு மக்களை சந்திக்கின்றார்கள் வாழ்க்கையில் சிரமப்பட்டவர்களை சந்தித்தார்கள் பணக்காரர்களை சந்தித்தார்கள் ஆட்சியில் இருப்பவர்களை சந்தித்தார்கள் விவசாயிகளை சந்தித்தார்கள் பல்வேறு மக்கள சந்தித்து இஸ்லாமிய பணியில் இருக்கும் பொழுது பேரிச்ச மழங்களை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயம் சொல்றாங்க ஏற்றுக்கொள்ள அல்லாஹான் ஒரு இறைவன் என்பதை நீங்கள் நம்பி இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று அந்த விவசாயினிடத்தில் அழைப்பு கொடுக்கின்றார்கள் அவர் சொன்னார் நான் எந்த மார்க்கத்தையும் சார்ந்து நான் இருக்கவில்லை என்னுடைய மூதாதியரனுடைய நம்பிக்கையை நானும் அப்படியே நம்புகின்றேன் அவர்கள் எதை செய்தார்களோ அதையே நானும் கடைபிடிக்கின்றேன் எனவே என்னிடத்தில் இதை சொல்லாதீர்கள் என்று தன்மையோடு சொன்னார்கள் சனாதிபு முஸ்ராதி எல்லாரும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னார்கள் இல்லை இல்லை அது உங்களுடைய முன்னோர்கள் சொன்னதெல்லாம் இருந்தாலும் கூட அது உண்மை இல்லை அதில் போய் உண்மையான மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் வர வேண்டும் அவர் மீண்டும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சொன்னார் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறது உங்களுக்கு நல்லது உங்களுடைய உடலையும் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்து நீங்கள் மக்காவுக்கு திரும்புவது உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது என்னிடத்தில் எதையும் சொல்லாதீர்கள் சாஜில் முசாஃபுல்லான் சொன்னார்கள் என் உயிருக்கும் என் உடைமைக்கும் ஏதேனும் பங்கம் வந்தாலும் பரவாயில்ல நீங்க ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் சொன்னார் நான் பேரித்த மழங்களை வெட்டுவதற்காக மட்டுமே அந்த குலைகளை வெட்டுவதற்காக மட்டுமே என்னுடைய கையில் இந்த கத்தியை நான் வைத்துள்ளேன் இதற்கு மேல் நீங்கள் பேசினீர்கள் என்றால் உங்கள் கழுத்தை வெட்டுவதற்கு வந்துவிடும் என்று சொன்ன போதும் கூட என்னை பயிற்சி கொடுத்தாங்க மக்களை மாற்றினார்கள் ஒற்றி குடிச்சதுக்கு வாழை அடி வாழையாக சண்டையிட்டவர்களை கூட இஸ்லாத்திற்காக தன் உயிரையும் கூட துச்சமாக கொடுக்க கூடிய ஒரு சூழ்நிலையை தடுக்கப்பட்ட சில விஷயங்களை நாம் கேட்கும் பொழுது நாம் விலகிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சின்ன எண்ணமாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்படும் இது எதிலுமே ஒரு சிந்தனை என்னத்தான் தயார் பண்ணால் என்ன என்ன பண்ணால் நாங்கள் இப்படிதான் இருப்போம் இதுதான் எங்கள் சூழ்நிலை என்று நம்பும் வரையிலும் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படவே செய்ய